வணக்கம் வெல்கம் டு நார்மலா செய்யற ரசத்தை விட இந்த மாதிரி வருத்தரைச்ச ரசம் செய்யறது ரொம்பவுமே நல்லது சளி இருமல் ஜீரணம் காய்ச்சல் இந்த மாதிரி டைத்துல இந்த ரசம் வச்சு சாப்பிடும் போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நிவாரணம் கிடைக்கும் இந்த ரசம் செய்யத்துக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம பருத்த அரைச்சி போடணும் அப்படின்றத பார்க்கலாமாங்க நான் இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் துவரம்பருப்பை எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் தனியான்னு சொல்லுவாங்களா அந்த கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் மிளகு தான் மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த ரசத்தில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தியம் கால் ஸ்பூன் பெருங்காய் பவுடர் ஆமாம் இல்லை ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிரை இளைஞன் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஒரு எண்ணெய் விடாம ஒரு கடாயில வறுத்தெடுத்துக்கலாம் முதல்ல கொஞ்சம் துப்பரம்பருப்பை போட்டு வருத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியா சேர்த்து பறக்கலாம் அப்புறம் மிளகு சேர்த்து வறுக்கலாம் ஒரு காஞ்ச மிளகா போட்டு வறுக்கலாம் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ஜீரகத்தையும் பெருங்காயத்தையும் கருவேப்பிலையும் நம்ம கடைசியில போட்டு வருத்துக்கலாம் இது எதுவுமே தீஞ்சிட கூடாது நம்ம இதெல்லாம் வாசனை வரைக்கும் வருத்தா போதுமானது நல்ல வாசனை வந்த நம்ம கேஸ் ஸ்டவ் சுவிச் பண்ணிட்டு இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நல்லா கூல்டவுன் ஆனப்பறம் நம்ம ஒரு மிக்சி ஜார்ல நர நரன் பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் இந்த பொடி அரைச்சோடனே வீடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் நல்ல வாசனையா இருக்கும் இந்த ரசத்துக்கு நம்ம பூண்டை வந்து தோலோட தட்டி போட்டாதான் ஒரு நாலஞ்சு பல் பூண்ட ஒரு தனியமான போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி எடுத்துட்டு நம்ம நம்ம ஒரு மோட்டர் பெஸ்டில் வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் அடுப்புல கடாய வச்சு நம்ம ஆயில் நல்லெண்ணெய் ஊத்தினா ரொம்ப ரொம்ப நல்லா இந்த ரசத்துக்கு சோ எண்ணெய் ஊத்தி நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கூடவே நம்ம தட்டி வச்ச பூண்டையும் அதில் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ரெண்டு பழுத்த நாட்டு தக்காளியை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம இதில் வந்து மிக்ஸியில் போட்டு கூட பேஸ்ட் ஆக்கி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்தமாதிரி செய்வது மூலிமா பசங்க வந்து தக்காளி தோளை தண்ணியாக எடுத்து வைக்கிற ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் இந்த மாதிரி மிக்ஸியில் பேஸ்ட்டாக அரைச்சி நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய ஊற வச்சு அதோட எசன்ஸை வந்து இதுல வந்து கலந்துக்கலாம் இது கூட நம்ம ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி ஊத்திக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூடும் தேவையான அளவுக்கும் ஆட் ரசம் நல்லா நுறக்கட்டி வரும்போது நம்ம கொத்தமல்லி தூவி ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் நல்ல சூப்பரான ஹெல்த்தியான சுவையான வறுத்தரைச்ச ரசம் இப்போ தயார் தொண்டை கட்டிட்டு இருக்கும் சளி இருமல் தலைவலி அஜீர்ணம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது சூடா சாதம் படிச்சு இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அப்புளம் வச்சு தொட்டு கூட போதும் அவ்வளோ ருசியா இருக்கும் அவ்வளோ அமிர்தமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலான சென்னை ஃபேம்லி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறுத்துராதிங்க நன்றி வணக்கம்